देरे न न न न न माल भर है क्षणमुख पुरुख है गोगा माल भर है क्षणमुख पुरुख है गोगा माल भर है क्षणमुख bhoga alwarika chenga muruga bhoga alwarika chenga namarai sara o mara swaroopa namarai sara mo mamil vagane swami pradata mamil vagane swami pradata mamil vagane swami prayata malbardha shanmuga guruga guga malbardha shanba வெள்ளிமலை நாங்க கௌரி பால வெள்ளிமலை நாத கௌரி பாலா வெள்ளிமலை நாதீ பாலா வேறு தூணை வெள்ளிமலை வேறு துணி காணி வந்தனையான பண்ணி தே மனால தயா பனங்குரா மாசல தனி தான பணங்கு மூலம் தனி